செலவா இருக்கு இன்னைக்கு எந்த இடத்துல கடன் இங்காச்சு யார் நம்மளுக்கு தருவா சரி ஏதாவது கேட்டு பார்ப்போம் என்ன நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளா என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லப்பா வீட்டுல ஒரு சின்ன செலவு எல்லாரும் காசு கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல அதான் உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்குதான் வேண்டுகோடான்னு வந்தேன் அல்ல இல்ல அப்படியா என்ன சுத்தமா இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒளிபாயின்னு ஒரு ஆளு இருக்கலான்னு ஒரு பைசா கூட நான் மாட்டார்ட்டோ கையெழுத்து அது ஒண்ணு இல்ல பாய் எனக்கு ஒரு சாட்சி கழுத்து போட்டு தரணும் போட்டு தரலாமா என்ன பாய் ஒரு கையெழுத்து எத்தனை கழுத்தினாலும் போடலாம் சரி வாங்க போவோம் ஒபாய் வரைக்கும் என்ன அஸ்லாம் ஆனா என்ன மணிக்கா இருக்கு பாய் எனக்குதான் ஒரு மூவாயிரம் காசு அதான் அஸ்லாம் பாய் கூப்பிடுங்க அப்படியா சரிப்பா மூவாயிரம் ரூபாய் தாரன் சாட்சி கழுத்து போட ஆளு இருக்கா போடுவாங்க சரிப்பா மூவாயிரம் ரூபாய் தாரன் அடுத்த மாசம் தரும்போது மூங்க ஆயிரம் ரூபாயா சேர்த்து நாலாயிரம் ரூபாய் தரணும் நாலாயிரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அது ஒன்றும் இல்லா பாய் மூவாயிரம் ரூபாய் பேசுவாங்க அடுத்த மாசம் தரும் நாலாயிரம் திரும்ப பேச அல்லல்லா இன்னும் இந்த வட்டி கொடுக்குது பழக்கத்த உடலையா நீ எத்தனை தடவை வட்டி கொடுப்பது அல்ல அரசு தடுக்க செய்யல என்று அல்லா ரசூலால் தடுக்க விட்ட செயல்தான் அது மட்டுமல்ல பாய் வட்டிக்கு கொடுப்பவன் வட்டிக்கு வாங்குபவன் வட்டிக்கு சாட்சி கழித்து போடுபவன் வட்டிக்கு வாங்க வழிகாட்டுபவன் இவர்கள் எல்லாம் நரகம்தான் சொல்வார்கள் என்று அல்லாவின் தூதர் கூறினார்கள் வட்டி வாங்க எந்த வட்டிக்கும் சாட்சிக்கு எழுத்து போட மாட்டேன் எந்த வட்டிக்கும் வழி காட்ட மாட்டேன் அல்லா நம் அனைவரும் மீது அருள் புரிவானாக